அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உத்திர நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களோடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள அவங்க குணங்களை பற்றி தெரிந்துக்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உத்திர நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரியனோட அதிபதி தான் உத்திரம் சூரியன்னா உங்களுக்கு சிம்ம வீடும் குறிக்குது கன்னி வீடும் குடிக்குது அதாவது மூ ஃபஸ்ட்டு பாதங்கள் வந்து சிம்ம வீட்லையும் அடுத்த இரண்டு பாதங்கள் வந்து கன்னி வீட்லையும் உத்திர நட்சத்திரம் இருக்குங்க ஆனால் அதுக்குண்டான அதிபதி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் இவங்களுடைய டிஎன்ஏ படி அதாவது உத்திர நட்சத்திரத்துக்கு டிஎன்ஏ படி பார்த்திங்கன்னா என்ன கர்மா வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனோட கர்மா வாங்கியிருக்கு நல்ல நாலேஜபிள் பர்சன் தான் எல்லாத்துக்கிட்டையும் பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் திறமசாலியாக இருப்பாங்க அதாவது உத்தரன்னாவே சூரியன் அதிபதி இல்லைங்களா சூரியன்னா எல்லா கிரகத்துக்கும் உச்சத்தில் இருக்கக்கூடியது தான் சூரியன் அது எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடியது சூரியன் அந்த சூரிய பகவானோட அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க நல்ல ஒரு போஸ்டிங்கு வருவாங்க நல்ல அறிவாற்றல் இருக்கும் நிறைய திறமைகள் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மன வாழ்க்கை சரியாக கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் மன கஷ்டங்கள் அதிகப்படியான அமைப்புகள் இருக்குது அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம் அதாவது மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க அதாவது மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டிவோர்ஸ் மேரேஜாக இருக்கும் ஏன்னா இந்த உத்திர நட்சத்திரம் லக்ன புள்ளியாக இருந்து லக்னாதிபதியாகவும் இந்த உத்திர நட்சத்திரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் மேரேஜ் தான் நடக்கும் ரெண்டு கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி கண்ணின் சாபம் வந்து இவங்களுக்கு இருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கண்ணின் சாபம் இருக்குதுங்க அதனால் நல்ல நாலேஜபிள் பர்சன் இவங்க திறமசாலையும் கூட எல்லா விஷயம் வந்து புரிஞ்சுப்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் வாழ்க்கையை வந்து இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி மனவாழ்க்கை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா சிம்ம வீட்டில தான் ஃபர்ஸ்ட் உட்காருதுங்க அதனால வந்து அந்த திறமசாலியா இருக்கட்டும் அந்த போல்ட்னஸ் இவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க போல்டா பேசுவாங்க போல்டா அப்ரோச் பண்ணுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் கிளாரிட்டி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம எடுத்து உள்ளே போகிறோம் ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் இல்லை ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போகிறோம் அப்படின்னா இன்டெப்டாக இவங்க தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பாங்க அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இவங்களுக்கு நல்லா நல்ல நிலைமைக்கு இவங்க வருவாங்க நல்லா படிப்பாங்க நல்ல அறிவு சிந்தனை அறிவாற்றல் தைரியம் எல்லாமே வந்து இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே இருக்குதுங்க அந்த போல்ட்னஸ் வந்து இயல்பாகவே இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது நல்ல அறிவாற்றலும் இருக்குதுங்க ஆனால் அது கரெக்டானபடி இவங்க உபயோகிக்கணும் ஏன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிறக்கக்கூடிய திசை இவங்க பிறக்கும் போதே திசை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை வரும் அதுவும் முதல் ஏழு வருடங்கள் வந்து சூரிய திசை தான் சூரியன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் அவங்க குடும்பத்துக்கு அப்பாருந்து எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது சூரியன் வந்து இவங்களோட கட்டத்தில் நீச்சம் பெறாமல் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருந்தால் இவங்களோட தகப்பனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க பிறக்கும் போதே ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கலாம் ஒரு நல்ல வேலையில் வந்து அவங்க உட்காரலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ்ல ஒரு லீடிங்காக வரலாம் எல்லா விஷயமும் இவங்க அப்பாவுக்கு நல்லது நடக்குங்க இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சம் இல்லை சூரியன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ஆசிர்வாதம் இவங்களுக்கு முழுமையாக கிடைக்காது ஏன்னா சிறு வயசுலேயே தவறுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதே மாதிரி அடுத்த பத்து வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஏழு வருடம் கிடைச்சி அடுத்த பத்து வருடம் வந்து சந்திர பகவான் சந்திர திசை நடக்க போகுது அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பதினேழு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தையோ தாயோட அரவணைப்பு கிடைக்கும் அந்த பத்து வருடம் வந்து ரொம்ப அரவணைச்சிதான் அவங்க அம்மா வந்து சந்தோஷமாக குழந்தையை வச்சுருப்பாங்க ஒரு பதினேழு வருடம் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லாங்க ஃபஸ்ட்டு முதல் பதினேழு வருடம்னு சொல்கிறேன் இவங்க சந்திர திசையில் வரும்போது இவங்க சந்திரன் வந்து உச்சம் இருந்து சந்திரன் ஆட்சியாக இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டவங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அதாவது அம்மாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா நல்ல ஒரு போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருப்பாங்க இவங்க ஜாதத்தை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்பதான் முழுமையாக நமக்கு தெரியும் சந்திரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா இவங்க அம்மா வந்து ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு தொழில லீடிங்கா இருப்பாங்க இல்லை ஒரு வேலையில ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க இந்த குழந்தை பிறக்கிற நேரம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அதே மாதிரி பதினேழு வருடம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை வருது அது ஒரு ஏழு வருடங்க இருபத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து இவங்க வீட்டில் நல்லா செட்டில் ஆயிடுவாங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதுக்குண்டான அமைப்பு வந்து இவங்க வீட்டில் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும் இல்லை இந்த டைம்ல ஒரு இருபது வயசுல இவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்களா போகிற இடம் வந்து இவங்களுக்கு சொந்த வீடா இருக்கும் நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருப்பாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்குமே ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் ஆனா போற வீட்டில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ராகு திசை நடக்கும் இருபத்தி மேல பாத்தீங்கன்னா பதினெட்டு வருடம் உங்களுக்கு நான் உத்திரம் முதல் பாதத்தை தான் வச்சு சொல்றேன் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மாறனா அந்த திசைகள் குறையும் ஏறும் சொல்ல முடியாது அதனாலதான் இந்த ராகுதை சொல்றேன் அந்த இருபத்தி நாலு அந்த கல்யாண திருமண வயசுல வரும்போது ராகு திசை பதினெட்டு வருடம் வந்துருது அப்ப மிகப்பெரிய ஒரு போராட்டமான வாழ்க்கையை வந்து இவங்க வாழ்வாங்க மன வாழ்க்கை சரியா இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பதினெட்டு வருடம் ராகு திசை கிட்டத்தட்ட இருபத்தி நாலும் பதினெட்டும் சேர்த்துனீங்க நாப்பத்தி இரண்டு வயது வரைக்கும் இவங்க கடினமா போராட்டணும் பதினெட்டு வருஷம் வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கை இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் எந்த விஷயமும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான கெட்ட பேர் வரும் தேவையில்லாத மனசங்கடங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லா விஷயத்தையுமே இவங்க பேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ரொம்ப பேஸ் பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க இருபது வயசுக்கு மேலேயே கஷ்டன்னே சொல்லலாங்க திருமண வாழ்க்கையை மன வாழ்க்கையை சரியாக அமையாது இவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பேரண்ட்ஸ் படி இவங்க திருமணம் பண்ணி வச்சாலும் அந்த வாழ்க்கை நிலையா இருக்காது ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது அந்த நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு திசை அப்ப இந்த இரண்டாவது வாழ்க்கை சப்போஸ் அதுக்குள்ள அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குரு தசையில அட்டகாசமா இருக்குங்க இவங்களுக்கு அந்த பதினாறு வருடங்க ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அந்த குரு தசை வந்து இருக்குங்க பதினாறு வருஷம் அது அட்டகாசமா இருக்கக்கூடிய காலகட்டம் குரு தசை வந்து குரு ஒரு வலிப்பு நடத்துவாரு அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு குரு உருவாக்குவாரு எப்படின்னா சாய்பவா மாதிரி குருக்கள் இவங்க வந்து நேரடியா பார்க்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த அருள் வந்து குருவோட அருள் வந்து இவங்களுக்கு பூர்ணமா பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே நாற்பது வயதுக்கு மேல நீங்கள் அதை பார்க்கக்கூடிய தன்ம இருக்கு அந்த அறுபது வயதுக்குள்ள பூர்ண அருணு கிரகம் கிடைக்கும் இவங்க குரு பகவானை வழிபட்டாங்கன்னா நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபட்டாலும் சரி தட்சிணாமூர்த்தி வழிபட்டாலும் சரி உங்களுக்கு குருவாகிய சாய்பாபா சித்தர்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயற்கையவே உங்களுக்கு அந்த தெய்வீக சக்தி அதிகரிக்கும் நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் மற்றவங்களுக்கு பலிதம் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில நேரிடும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் முதல் வாழ்க்கையை தான் ரொம்ப ஸ்ட்ரகிங்க ஆனால் கல்யாண தேதி கரெக்டாக வச்சுட்டீங்க தேதி மாதம் வருடம் கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அதுல தான் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க ஏன்னா வரக்கூடிய நிறைய பேர் ஜோதிடார் என்ன பண்றாங்க ஏதோ வரக்கூடிய வளர்ப்புறையில இல்லை பௌர்ணமி வருது ரொம்ப அட்டகாசமான நாள் நம்ம வச்சிடலாம் அப்படின்னு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி வைக்கக்கூடாது இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டு பொண்ணோடதும் மாப்பிள்ளையோடதும் எடுத்து வச்சு மெர்ச்சி பண்ணி பார்க்கணும் அந்த டேட்டு வருடத்திற்கு ஒரு முறைதான் வரும் அந்த டேட்டில் தான் கல்யாணம் பண்ணுங்க ஏன்னா எடுத்தவங்க ஒத்தடனே உடனே நம்ம வந்து முடிவுக்கு முடிவே எடுக்கக்கூடாது ஏன்னா அது கரெக்டாக இருக்கா அப்படின்னா அவங்க திதி யோகம் அவயோகி முடக்கு கருணாதிபதியில நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்காம அவசரப்பட்டு அவசரப்பட்டு நம்ம பண்ணிடக்கூடாது ஜாதக கட்டம் பொருத்த பா முதல்ல பார்க்கணும் ஏன்னா பொருத்தத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம் பொருத்தத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடாது கட்டம் பொருத்தம் வருதா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா அதை நம்ம வந்து யோசிக்கணும் அது வந்து கட்டத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம புரியும் புரிஞ்சிக்கவே முடியும் ஏன்னா ஏழாம் மேடம் எப்படி இருக்குது கடத்திரஸ்தானம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்காரு எட்டு குடி கணன் மனைவி ஸ்தானம் எப்படி இருக்குது ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படின்றது அந்த கட்டத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியுங்க கட்டம் பார்க்காத நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி நீங்கள் பொருத்தம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் என்னோட நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த உத்தர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம்னால ரொம்ப திறமசாலியாகவும் இருப்பாங்க ஒரு போல்ட்னஸும் இருக்கும் அதே சமயம் மற்றவங்களுக்கு கரெக்டாக நல்ல பேசக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு இருக்குங்க கணிதமும் தான் பேசுவாங்க எந்த ஒளிவு மறைவு உங்ககிட்ட இருக்காது மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க கரெக்டானபடி பேசக்கூடிய ஆட்கள் வந்து உத்திர நட்சத்திர சொல்லாங்க சிம்ம ராசியிலும் உத்தரம் வரும் கன்னிராசிலயும் வரும் ரெண்டுக்கும் சேர்த்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஐம்பத்தி எட்டு வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்போது வருஷம் வந்து சனி சனி திசைங்க கிட்டத்தட்ட எழுபது வயது மேல ஆயிடுங்க எழுவத்தி ஏழு வயது வந்துடும் சனி திசை சனி தசனா உடல்நிலை கெட்டு போகும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி வரத்துக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நீங்கள் சிறு வயசில் ஏதாவது பண்ணியிருந்திங்க ஃப்ரெண்ட்ஸுக்குனால் அது வந்து இப்போ வந்து பாதிக்கும் ஒரு நாற்பது வயதில் பண்ணியிருக்கீங்கன்னா ஐம்பத்தெட்டு ஐம்பது வயது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே உங்களுக்கு பாதிக்க ஆரமிச்சிரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எப்படி வரும்னே சொல்ல முடியாது அது வந்துடும் அதனால அந்த கர்மாவை கொடுக்கக்கூடிய இதை வந்து சனி திசை தான் சொல்லலாங்க அந்த பத்தொம்போது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி வயது வரைக்கும் அது எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுலருந்து அறுபதுக்குள்ளே அதை ஃபேஸ் பண்ணி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் ஆனால் உடல்நிலை பாதிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ எழுவத்தி வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதன் திசை புதன் திசை ஒரு பதினேழு வருடங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு புதன் திசை முடியறதுக்கு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் திசை வந்து இவங்களுடைய புதன் கர்மா வாங்கக்கூடிய திசையாக இருக்கும் அப்போ இவங்க ஆல்ரெடி பிறக்கும் போதே புதன்கிழம வாங்கியிருக்காங்க அந்த புதன் திசையில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் விடுவு காலம் பிறக்கும் இருந்தாலும் இவங்களுக்கு நிறையா வந்து பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய அம்சம் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது பிளாக் மேஜிக்னால் மாந்திரிகம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா நெகட்டிவாக ஏவல் செய்வினை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயல்பாகவே இவங்களுக்கு செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க இவங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் வந்தாகும்னு ஒரு வழி இல்லை இவங்க வந்து காலி வழிபாட்டை பண்ணிங்கன்னா இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் காளியம்மன் வழிபாடு காளி வழிபாடு காளியம்மன் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைல இருந்து சீக்கிரம் நீங்க மீண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதனால கவலைப்பட தேவையில்லை ஆனா வெற்றி நிச்சயம் உங்க சைட்ல வந்து நியாயம் நியாயம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இது வந்து நல்லது நடக்கும் ஏன்னா சில பேர் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க உத்திர நட்சத்திரம் சில பேர் வந்து திருடங்க இதெல்லாம் இருக்கும் அது வந்து எதனாலன்னா புதன் வந்து மறைஞ்சிருந்தாலும் புதன் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலும் உங்களுக்கு நீச்சமா போனாலும் கெட்ட பழக்கங்கள் அதிகமா இருக்குங்க அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதே மாதிரி தாய்மாமன் வழி உறவு வந்து நீடிப்பு இருக்காது புதன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு தாய்மாமன் வழி உறவு வந்து நல்லா இருக்கும் புதன் வந்து நல்லா இல்லை அப்படின்னா இவங்க நிறைய கெட்ட பழக்கத்துக்கு உள்ளாவாங்க அதை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க பிள்ளைங்களை கெடுக்காத அளவுக்கு பாருங்க பேரெண்ட்ஸ் பார்க்கணும் நான் ஆண் குழந்தைங்களுக்கு சொல்றேன் பெண் குழந்தைங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நல்லா பிரில்லியண்டா சாதுரியமா வந்துருவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால வெற்றி நிச்சயம் பயப்பட வேணாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் திரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்